ire damn minute <laughs> hi guys first of all unga la thumor big thanks yararla na podcast ku support pannirukinga obviously in the episode unda nama strange things pathi la paak porom strange things unda still well very very trending la nadakkiradha phantom um oru mukkiyamaana karanam strange things season 4 avu rendu parts la release panniranga part 2 pathi dhan the episode la paak porom part 2 la vande test rendu episode dhan iruke rendu kudave eerie eerie monster pathi paak porom so very spoiler la therinja paakan vandinga pathirundunga so why wait no let's go <laughs> எபிசோடு ஸ்டார்டிங் ஐ மீன் பார்ட்டு ஸ்டார்டிங் எல்லாம் அப்சைட் டவுன்லோஸ் நம்பர் ஒன் வந்து அப்சைட் டவுனுக்குள்ள அனுப்பி வைக்கிறோம் அதை பத்தி போக போக பாப்போம் இப்போ டாக்டர் பேனர் போட்டு ஒன் சோ பிரீவியஸ் எபோட்லிய பத்தி காட்டியிருப்பாங்க இதே மாதிரி எல்லாமே அப்சைட் டவுன்ல இருப்பாங்க இருக்கும் இப்ப எல்லாருமே ஒரிஜினல் டே மென்சன் வந்துடுறாங்கிட்ட மாட்டிப்பான்னு நினைச்சேன் பட் நான் மாட்டிக்கிட்டேன் ஒருவேளை சால்வ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணாதான் இப்ப வந்து வெட்னா வந்து நான் எல் கிட்ட இதை சொன்னு சொல்லி ஒரு சில விஷயம் கட்டுறாங்க என்னன்னு சொல்லி அது வெட்னா கூட நான் தெரியும் ஆஃப்ரீன் உண்மையில பெரிய விஷயம் வரல அப்படி சீசன் ஒன்ல வந்து ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஹோப்பர் மாதிரி யூரியன்ஸ் எல்லாமே சுவியத் யூனியன் இருக்காங்க ஐ மீன் பழைய ரஷ்யாவெலாம் அப்படி சொல்கிறாங்க இன்கேஸ் யாராச்சும் தெரியலன்னா இவங்க எல்லாருமே டெமோகிட்டேருந்து எஸ்கே போய் கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க வெளிய போகிறதுக்குப் பண்ணி வச்சு டெமோகார்கன் வந்து கிளைம் பண்ணி மேல வந்துருச்சு ரஷ்யன் ரெடி ஆகிறாங்க அப்ப அதுல ஒரு ஆள் வந்து கண்ணை சொல்லும் போது டெமோ காரன் பக்கத்தில் தான் கொண்டு டெமோகொர்கன் போடி ஓபன் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் நிறைய டூப்ல வந்து இன்னொரு டெமோகோகன் வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல இது கூட அந்த கிளாஸிக் கேஜில் வந்து எக்ஸ்ப்ளோ பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் இதை பத்தி நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து மைக் வில் ஜோனத்தை நோக எல்லாம் எல்லாமே நீனாவை தேடி போய்கிட்டு இருக்காங்க சேஞ்ச திங்ஸ் எப்பவுமே போய்ஸாக இருக்கும் சரி கிச்சாக இருக்கும் சரி ஒரு டீனேஜர்ஸாக இருக்கும் சரி அந்த ரியல் நிசம் க்ரௌண்டர் நிசமும் வந்து நல்லாவே கொண்டு வந்துருந்தாங்க லைக் மைக்கோட இன்செக்யூரிட்டி வந்து நல்லாவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருந்தாங்க எல்லா பற்றி பேசும்போது எல்லாமே வில்லுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு வில்லோட ரேஷன் எல்லாமே வியடா இரு பிகாஸ் வந்து வில்லு வந்து சீக்ரெட்லி டீப்லி இன் லவ் வித் மைக் டைம் இந்த சீசன் வந்து வில்லுக்கு வந்து பெஸ்ட்டு டயலாக் கொடுத்துருந்தாங்க பெஸ்ட்டு டயலாக்ஸ்னா அப்படின்னா சீன் ஒன்னுக்கு அப்படியே ஆப்போசிட் லைக் மைக்கோட டயலாக் வந்து எல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு அது வீட்டில் கண்டுபிடிச்சிருந்த ஜஸ்ட் ஒரு டம்ளாக தான் சோஃபா எனக்கு ஃப்ரீ இது மைக்கு லெவன் வந்து ஒன்று விட்டு போயிடுவான்னு ஒன்று பயமாக இருக்குது பட் ரிலாக்ஸ் பாக்கிங் அவுட் என் வில் வந்து மைக்கி கிட்ட நம்ம ப்ரீவியஸ் எப்பசோட வரத்து அந்த ட்ராயிங்கை வர ஐ மீன் ஜஸ்ட் அமைசிங்காக அமைச்சு இது என்னோட ஃபேவர்ட் சீனு எபிசோடு இந்த பெயிண்டிங் வந்து நம்ம பாய்ஸை பற்றி தான் இருக்குது இதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க இதை வந்து இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மாற்றிருச்சு மைக்கு தான் ஹார்ட் ஆர்ட் இல்லைன்னா எல்லாருமே எப்பயோ தோத்திருப்போம் இந்த பெயிண்டிங் வந்து லெவன்தான் வரைய சொல்லியிருந்தாலும் இந்த படம் வந்து மோஸ்ட்லி வந்து மைக்கையும் விலையும் தான் ரெஃபரஸ் லைக் சீசன் ஒன்ல வந்து வில்லுக்கும் மைக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் அகேன் வில் அழுதுக்கு கூட இது காரணமாக இருக்கலாம் லெவனாக வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு கண்டிப்பாக சீசன் ஃபைவ்ல வந்து வில்லு வந்து தைரியமாக வெளியே வந்து மைக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகலாம் இது நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் பர்னரும் லெவனும் வந்து வீணா ப்ராஜெக்டே நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டாங்க லெவனுக்கும் பாப்பாக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த எப்பசோட நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அது கூட வந்து அவருக்கு அந்த ஆர்க்கும் கேரக்டர் நல்லாவே அமைஞ்சிருந்து இந்த சீசன் வந்து ஒரு சைகோபன் அப்பெல்லாம் நினைச்சா கேரக்டருக்குமே ஒரு குட் கேரக்டர் கிடைக்கும் பேர் டாக்டர் ஸ் பண்ணோ அப்பலாம் நம்ம மோஸ்ட்லி எட் பண்ண கேரக்டர் எல்லாருக்குமே ஒருவனோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துருக்கு இந்த ப்ராசஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வழி ஈஸியாக இல்லாம ஒரு நல்ல வழியில கொண்டு போயிருக்காங்க லெவன் வந்து நீனா தூக்கி தன்னோட பவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன் மீன் நீனாங்கிறது வந்து நம்ம சீசன் ஒன்ல பார்த்து சென்சரிஷன் தங்கோட ஒரு அப்டேட் ஃபார் அப்டேட்டட்ஷன் வந்து வெந்து கண்டுபிடிச்சிருப்பாரு எப்படின்னா மர்டர் கண்ணை பார்த்து லெவன வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி பாய்ஸ் என்ன பண்ணாலும் பார்த்து மோடி நான் வெக்னாவை காட்டின விஷயம் வந்து சொல்றா பேசிக்கலி வந்து நைட் கிங் வாக்கர் ஸ்டோரி தான் வெக்னா வந்து போறதுல இருந்த சீசன் இருக்க போதும் நினைக்கிறேன் டஃபர் ப்ரோஸ்வர் ஸ்டைல் இது திங்ஸ் வந்து கேமரா ரூம்ஸ் மாதிரி இருக்க போன்னு சொல்லிருந்தாங்க சோ இதனால நான்சி வந்து வெக்னா கூட ட்ரை பண்ண போறா யு டாம் ஹே லாஸ்ட் டைம் வந்து நான்சி வீரோட வந்ததுக்கு ரீசனா வந்து வெக்னா விட்டனல வா இவங்க வந்து எல்காக வெட்டுனாம ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்கله போய் ஆர்டிகல் தூங்கி இருக்க வெக்னா கூட போறாங்க எஸ் ரிப் வெக்னா ஜஸ்ட் ஷோ இஸ் அண்ட் ஹேவி ஷோஸ் கமர்ஷல்ஸ் டிம் வாட் டிட் யூ லெட் இஸ் ஃபால் அஸ்லீப் ஸ்டூப்Id பிஷ் பட் நோ கேரி தி பைல் ஆஃப் ரப்பல் தேர் இஸ் நோ சேஃப்டி யு டாம் பிட்ச் வெக்னாவ கொல்றதுக்கு சப்ளை வேணும் சோ வார் ஸோனுக்கு போய் வெபன்ஸ் கலெக்ட் பண்ணி வெக்னா ஸ்لاش நம்பர் 1 ஸ்لاش ஏரியே போற லான் பிளான் போடுறாங்க யூ சீரியஸ் 11 20 தி மேக்ஸ்ோட மைண்ட்ல ஏ பாத்துக்கிட்டு இருந்தா 10 8 யூ டம் ஃபக்கிங் பிட்ச் ஐம் நோ ஃபக் யூ வா கேன் ரன் அவே ஃபிரம் யூ ஸ்டூபிட் பாய் ஆஃப் யூ ガイズ கம் ஆன் வாட் இஸ் 10 8 ஏரியோட பிளான் படி வார் ஸோனுக்கு போறது சைக்கில்ல போக முடியாது சோ ஏரியோட নেবারஹூட்ல இருந்து ஒரு டிரெய்லர் வான் எடுத்துக்கிட்டு போறது கட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்காங்க dumbi center bandh rakho neekh rahe hain so dumb can't எல்லாரும் யூரியோட குடோனுக்கு சேஃபா வந்தறாங்க இந்த எபிசோட்ல வந்து யூரிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டிப்பா அது ரொம்ப சேடா இருக்கும் இப்போ இவங்க எல்லாரும் யூரியோட குடோன்ல இருக்காங்க யூரிோட குடோன்ல வந்து ஒரு சோப்பர் கைண்டா ஹெலிகாப்டர் இருக்கு சோ இதல தான் அவங்க ஸ்டேச்சுக்கு போக போறாங்க அன்லெஸ் யூரி கிட்ட வந்து வேற ஐடியா இல்லன்னா யூரி வந்து ஒரு பிஸ்ட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ண பே மரியோ ஆர்ட் சீசன் 1 டு சீசன் 2ல இருந்த மரியோ ஆர்ட் மாதிரி தான் இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தேன் பட் சிங்கிள் எபிசோட்ல என்னோட ஃபேவரட் கேரக்டரா மாத்தடி ஹி இஸ் திங்க் இஸ் ஃபன்னி பட் இஸ் நாட் அட்டオール சோ தட்ஸ் வை ஐ லவ் இம் ஐ திங்க अबाउट दट ஜோஸ் அந்த இதோட ஹையெஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்கும்போது யூரி வந்து இப்போ யூரி இஸ் ஸ்டில் தி வேர்ல்ட் ஃபோலிக்ரா பெஸ்ட் சீன் கவர் பண்ண முடிய்றதுக்கு வாங்குறாங்க பேசிக்கலாம் எல்லா விதமான போயிட்டாங்க வந்து அவரையும் வெளியில போக்டர் தெரியாமல் டாக்டர் பேனர் கொண்டு வந்து பாப்பா வந்து வெளியில போறாரு தூக்கிட்டு பாப்பா போடுறாரு 11 வந்து பாப்பா வந்து கொல்ல ட்ரை பண்ணினதால ஸ்டில் வந்து 11 வந்து பாப்பா நம்புறா. ஸ்கோப்பர்ல இருந்து ஸ்னைப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சுடுறாங்க. பட் பட் சில் லிட்டரலி வந்து கையில புல்லட் வாங்கிட்டோம். 11 வந்து சேவ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அப்படி இருந்தால வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் தென் வந்து கால்ல ஷூட் பண்றாங்க. கமான் गाइस ப்ளீஸ் டோன் கில் மீ. டாக்டர் பனார் வந்து எதிரி மறுபடியும் 11-அ தூக்கு போகும்போது பூம் ரைட் டு தி चेஸ்ட். லெஜனரல் வந்து டாக்டர் ஆவன்ஸ் ஹேன்கோ 4 இருக்குத பாத்துட்டு 11-க்குள்ள ஆர்டர் போடுறாரு. என்னை அந்த ஸ்னப்பர் வந்து லெவனில் தேடும் போது அதுக்கு ஏதோ போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறா பாப்பா வந்து இந்த மாதிரி அன்போன் சார்ந்தார் இதை பார்த்துட்டு சாப்பர் வந்து பூம் லாரஸ்ட் பட் ஸ்டில் வந்து லெவன் கலெல்த் அந்த பேண்ட் இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வேலை செஞ்சிருச்சு லெவனோட பவர் வந்து ப்ரீவீஸாக இருந்தது கூட அதிகமாக இருக்குது என்ன வந்து மைக் விலை எல்லாமே வந்துடுறாங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து மைக் லெவனோட சின்ன ஹாக்கிங் இருக்கு ரோமே என்னை வந்து லெவன்த் கெல்துல அந்த பேண்ட் வந்து அன்லாக் ஆகுது லெவன் வந்து பாப்பாவை பார்க்குறாங்க டாக்டர் பானவரோட ரிட்டன் பாப்பாவோட சீன் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு பண்ணதுலாம் உனக்காக தான் புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லும்போது லெவன் வந்து டாக்டர் கையை கீழே வச்சுட்டு குட் பாய் பாப்பான்னு சொல்லிட்டு போறா ஷேட் லெவன் டாக்டர் பானரோட கடைசியாசை கூட நிறைய டாக்டர் ஷோட்டை வச்சுட்டு கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் எ வேண போதில் போறாங்க முடியுது 4, part 2, episode our thoughts, சீன் போக பாட்டு எபிசோடு தாட்ஸ் பெஸ்ட் எபிசோடா இருந்துச்சு டைட்டில் இருக்கிற மாதிரி டாக்டர் அண்ட் ஆல்சோ வந்து லெவன் வெக்னோட பேக் ஸ்டோரி அண்ட் டேடி டஸ்டினோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு ாலும்ியடிங் இருக்கு சீசன் ஒன்ல கண்டினியூ ஆகுது பண்ணி தான் வச்சிருக்காங்க ஒரு லவ் இருக்குறாங்க கொடுத்திருக்காங்க music